நம் முன்னோர்கள் மக்கள் நடந்து செல்ல ஓடுகளுக்கு நடுவே பாலம் கெட்டிய காலத்தில் மக்களின் தண்ணீர் தேவைக்கு இரு மலைகளுக்கு நடுவே ஒரு பாலத்தை அமைத்தார் நம் பாட்டன் ஐயா காமராஜர் அந்த பாலத்தை பற்றிய காணொலியை தான் நாம் பார்க்க இருக்கிறோம் அன்பு சொந்தங்களுக்கு பதவன் வழிகாட்டியின் அன்பு வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஐயா காமராஜரால் வறட்சியை போக்குவதற்காக தொடங்கப்பட்ட இப்பாலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு முழு பணியும் நிறைவடைந்தது கன்னியாகுமரி மாவட்டம் அருவிக் ஊராட்சியில் மாத்தூர் தொட்டிப்பாலம் அமைந்துள்ளது பேச்சிப்பாறை மற்றும் சிற்றாறு அணைகளிலிருந்து கோதையாறு கால்வாய் வழியாக தண்ணீரை கொண்டு செல்வதற்காக மலைப்பாங்கான காடுகளாக இருந்த மாத்தூர் பகுதியிலுள்ள கனியன்பாறை என்ற மலையையும் கூட்டுவாயு பாறை என்னும் மலையையும் இணைக்கும் வகையில் இந்த தொட்டி கட்டப்பட்டுள்ளது இரண்டு மலைகளையும் இணைக்கும் இந்த பாலத்தின் நீளம் ஆயிரத்தி இருநூற்றி உயரம் தரைமட்டத்திலிருந்து நூற்றி நான்கு அடி உயரத்திலும் கட்டப்பட்டுள்ளது இந்த பாலத்தை தாங்கி நிற்கும் ஒவ்வொரு தூணின் சுற்றளவும் முப்பத்தி அடி மொத்தம் இருபத்தி தூண்கள் தண்ணீர் பாய்ந்து செல்லும் தொட்டி ஏழு அடி உயரவும் ஏழு அடி அகலவும் கொண்டது அணையிலிருந்து வரும் தண்ணி முதலில் இந்த பாலத்தை வந்தடைந்து பின்னர் செங்கொடி மற்றும் வடக்கு பாலங்கள் வழியாக கன்னியாகுமரி மாவட்டத்திலுள்ள கல்குளம் விளவங்கூடு ஆகிய இரு வட்டங்களிலுள்ள ஊர்களின் நீர்ப்பாசனத்திற்கு பயன்படுகிறது இந்த பாலத்திற்கு கீழ் பரளியாறு என்ற சிற்றாறு பாய்கிறது திருவட்டாரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் கன்னியாகுமரியிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த மாத்தூர் தொட்டி பாலம் அமைந்துள்ளது குளுத்துறை ரயில் நிலையத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் திருவனந்தபுரம் விமான நிலையத்திலிருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த சுற்றுலா தலம் மற்றும் ஒரு சிறப்பு இங்கு குழந்தைகள் பூங்காவும் நீராடும் துறையும் உள்ளது பார்வை நேரம் காலை ஆறரை மணியிலிருந்து மாலை ஆறரை மணி வரை இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பதவன் வழிகாட்டி குடும்பத்தில் இணைந்திருங்கள் உங்கள் ஆதரவை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை அளர்த்தி உங்கள் ஆதரவை தாருங்கள் நன்றி மற்றொரு தகவலுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்